Hi! எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டபுள் மீனாக ஒர்க் பண்ண சஃசல் சாரீஸ் ஒரே கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க நம்ம ஒவ்வொரு சேரீயாக பார்த்துடலாம் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பரான குவாலிட்டியில் நம்ம சேரீஸ் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இதெல்லாமே த்ரெட் ஒர்க்கு தாங்க பல்லுவில் வரக்கூடிய டிசைன் அண்ட் பாடியில் வரக்கூடிய டிசைன் வந்து நோசரி அதாவது த்ரெட் ஒர்க்கு தாங்க டபுள் மீனான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டூ கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் புட்டாவில் அதனால் அது டபுள் மீனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாட் ஓன்லி டூ கலருங்க இதில் வந்து த்ரீ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பாடி வந்து எல்லோ கலர் பல்லுவன் பிளவுஸ் பிங்க் கலருங்க இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமேங்க இது எல்லாமே பார்டர்லெஸ் சேரீங்க ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சில்க் சாரீ கம்மிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைடு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாடி நேவி ப்ளூ கலர் பளு அண்ட் ப்ளவுஸ் பிங்க் கலருங்க ஃபுல்லாகவே இதே பேட்டன் தாங்க நம்ம பார்க்குறோம் ஸோ ஒவ்வொரு சாரிக்கும் நான் வந்து என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே த்ரெட் ஒர்க் சாரி தாங்க அண்ட் புட்டால் வந்து மோர் தென் டூ கலர்ஸ் இருக்கக்கூடியது தாங்க ப்ளவுஸ் பார்க்குறீங்க உள்ளே பார்க்குறீங்க எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எங்கள் ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்குமே அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நீங்கள் எந்த கண்ட்ரிங்கிறத மென்ஷன் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதே வெயிட் கால்குலேட் பண்ணி நம்ம கொரிய சைட்லேருந்து எக்ஸாக்டான ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டு சொல்கிறோங்க கேஷ் ஆன் டெலிவரினா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை நீங்கள் சாரி புக் பண்ணும்போதே பே பண்ண வேண்டியதாக இருக்குங்க அப்போ தான் கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு புக் பண்ண முடியும் தென் சாரி பார்சல் வரும்போது நீங்கள் சாரியுடைய அமௌண்ட் மட்டுமே பே பண்ணால் போதுங்க இப்போ பார்க்குறது ப்ளவுஸ் அண்டு பல்லு ஹாஃப் ஒயிட் பாடி வயலக் கலர் அண்டு ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் வந்து அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க ஸோ இந்த நாளில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீ ப்ரீ பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க ப்ரீ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டுந்தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இப்போ நீங்க பார்க்கறது நேவி ப்ளூ வித் ஹாஃப் ஒயிட் காம்பினேஷன் பல்லுவன் ப்ளவுஸ் ஹாஃப் ஒயிட் பாடி நேவி ப்ளூ கலருங்க வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணலாங்க Customer, Resellers அண்ட் ஹோல்செலர்ஸ் எந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய புக்கிங் பண்ணிக்கலாங்க சப்போஸ் நீங்கள் தான் இப்போ வந்து நியூ கஸ்டமராக இருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து எங்களை approach பண்ணுறீங்க நிறைய டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டியது இருக்கு, கால் பண்ணி பேசினா மட்டுமே எங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்க வர்ணா சப்போர்ட் நம்பர் இல்லைனா கஸ்டமர் கேர் நம்பர் அப்படின்னு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாங்க நீங்கள் இப்போ பார்க்குற பாடி கலர் ராணி பிங்க்குங்க லைட்டாக இருக்கும் பிங்க் கலர் பழுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலருங்க அண்டு கலர் கன்ஃபர்மேஷனுக்காக எப்பவுமே வீடியோ ஃபோட்டோ ரெண்டையுமே பார்த்துறது ரொம்ப பெட்ருங்க ஏன்னா சில கலர்ஸ் மட்டும் என்ன பண்ண முடியறது இல்லைன்னா ஹண்ட்ரட் வந்து ஃபோட்டோவில் கேப்சர் பண்ண முடியறது இல்லை ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ்னாவது லிட்டில் டிஃப்ரென்ஸ் வருது சிலா கலர் மேக்சிமம் கலர்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியுது சிலா கலர்ஸ் மட்டும் பண்ண முடியலைங்க அதனால தான் வீடியோ ஃபோட்டோ பாருங்க அப்படின்னு சொல்றோம் எஸ்பெஷலி டபுள் டோன் வரக்கூடியது டபுள் ஷேட் வரக்கூடியது கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கா இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற பல்லுவன் பிளவுஸ் பிங்க்குங்க பாடி ராயல் ப்ளூங்க உள்ளே பார்க்குறீங்க நெக்ஸ்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தது த்ரெட் ஒர்க்கில் பார்த்தோங்க இப்போ இந்த சேரீ பார்த்துட்டிங்கன்னா ஜரி ஒர்க்குங்க பீச் அண்ட் இங்க் ப்ளூ காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த சேரீயில் வர புட்டா அண்ட் செல்ஃப் டிசைன் வந்து ஜரி ஒர்க்குங்க சில்வர் அண்ட் கோல்டு சரி யூஸ் பண்ணியிருக்கோங்க ஜரி வந்து டெஸ்ட் ஜரிங்க ப்ளவுஸ் பார்க்குறீங்க பிளைன் கான்ட்ராஸ்டாக இருக்கும் பீச் கலருங்க பாடி பேசைட் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் booking எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வருங்க ரிப்ளை வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா என்ன அங்கே சொல்லணும் அப்படின்னா நிறையா மெசேஜஸ் எங்களுக்கு இருக்கும் அந்த மெசேஜஸ்க்கு வந்து அட்டடை டைமில் எல்லா மெசேஜஸ்க்குமே ரிப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி செட்டிங்கும் கிடையாது ஒவ்வொரு மெசேஜஸ்ஸாக தான் ரிப்ளை பண்ண முடியுங்க ஸோ அப்படி ஒவ்வொரு மெசேஜாக ரிப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் மெசேஜ் வந்து லேட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிப்ளைபூல் லேட்டாக தாங்க வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூ கலர் டீல் ப்ளூ பாடி பாடி டீல் ப்ளூ பழுவண்ட் ப்ளவுஸ் பிங்க் கலருங்க இது வந்து த்ரெட் ஒர்க் தாங்க வந்து நம்ம ஒரே ஒரு சேரீ தான் பார்த்தோம் பீச் அண்ட் ராயல் ப்ளூல மற்ற எல்லா சாரியுமே த்ரெட் ஒர்க் தாங்க பார்க்கிறது green and pink combination. காம்பினேஷன் பலுவன் பிளவுஸ் பிங்க் பாடி கிரீன் கலர் பேரக் க்ரீன் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து வர்ணா கஸ்டமர் கேர்ன்னு இருக்கும் இல்லை வர்ணா சப்போர்ட் நம்பர்னு இருக்குங்க அந்த நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணணும் மற்ற எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலுமே கால் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க ஏன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் நிறையா இருக்கும் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணோம் இல்லைங்களா அதனால் கால் அட்டன் பண்ணோம்னா மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னாவே ஆல்மோஸ்ட் எல்லா என்கொயரிஸ்க்குமே உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் கிடச்சிருங்க இது வந்து கிரீன் வித் ரெட் காம்பினேஷன் பல்லுவன் பிளவுஸ் ரெட் கலர் பாடி கிரீன் கலர் பேக் சைட் பார்க்குறீங்க எல்லா சாரிமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டோங்க நான் இப்போ வந்து முன்னாடி ரேண்டமாக அந்த சாரிஸ் எல்லாமே ஷோ பண்ணிடுறேன் இந்த சாரிஸ் எல்லாமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு வரும் இது எல்லாமே பியூர் சில்க் சாரீங்க அண்ட் சூப்பர் குவாலிட்டி சாரீஸ்ங்க பார்டர்லெஸ் WhatsApp வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் Thank you, thank you for watching.